வணக்கம் குரு திருமணம் நடக்கும் அப்படின்றத ராசிகளை பார்க்கலாம் இந்த வீடியோவை கீழே நம்பர் இருக்கு வேணும்னா நீங்க இப்ப முதல்ல திருமணம் எடுத்துக்கிட்டீங்க ஜனகால ஜாதகத்துல ஏழாம் இடம் களத்திரஸ்தானாதிபதி லக்னாதிபதி இந்த விஷயத்தைதான் பார்ப்போம் அதே மாதிரி தசாபுத்தி உங்களுக்கு இருக்கா இல்லையா உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல எடுத்து பார்க்கும்போது இந்த எல்லா விஷயமும் நீங்க பாக்கணும் லக்னாதிபதி எப்படி இருக்காரு ஏழாம் களத்திரஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு எட்டாம் இடம் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்குது அந்த இடம் எப்படி இருக்கு அழம ஆண்களா இருந்தா ஆண்களா இருந்தா சுக்கரன் எப்படி இருக்காங்க பெண்களா இருந்தா செவ்வாய் எப்படி இருக்குது செவ்வாய் எந்த இடத்துல இருக்கு என்ன சாணம் வாங்கியிருக்கு எப்படி வலுவா இருக்கா ஏன்னா இதெல்லாம் தான் வந்து திருமணத்தை பத்தி குறிக்கக்கூடிய கிரகங்கள் கணவனா இருந்தா மனைவியை பத்தி குறிக்கும் மனைவியா இருந்தா கணவரை பத்தி நம்ம சொல்லக்கூடிய கிரகங்களதான் இப்ப நான் சொல்லிருக்கேன் அது மாதிரி உங்களுடைய ஜனகால ஜாதத்தை எடுத்து வச்சு கண்டிப்பா பாத்துக்கோங்க இந்த பீரியட்ல அதாவது இந்த குரு பயிற்சியில வந்து எந்த ராசிக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு முதன்மையா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்திலே குரு பகவான் இருந்தாரு தன் வீட்டில் ஆட்சி பெற்று இருந்தாரு மீன மீன வீட்ல தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் நிறைய ஏற்பட்டு இருக்கும் செஞ்சிருப்பீங்க பிசினஸ்ல முதலீடு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இது இருந்திருக்கு மேஷத்துக்கு ஆனா இப்ப மேஷ வீட்டுக்கே குரு பகவான் வர்றதுனால தன் அந்த வீட்டிலே ராகுவும் இருக்காரு அப்ப கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நிச்சயம் உங்க வீட்டுல நடக்கும் அது மேஷ ராசிக்காரங்களுக்கு முக்கியமா நடக்கும் அந்த மேஷ வீட்டுல இருந்து ஏழாம் பார்வையா துலாம் வீட்டா அவர் பாக்குறாரு அப்ப கடத்தரஸ்தானத்தை பாக்குறதுனால நிச்சயம் இந்த ஆண்டு வந்து நீங்க முயற்சி பண்ணுங்க இது நீங்க நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க இந்த ஆண்டு நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு மேஷ ராசிக்காரங்களுக்கு உறுதியா இருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா தன் வீட்டிலையும் குரு வந்துட்டாரு ராகுவோட சேர்ந்துட்டாருக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு எந்த ராசிக்கு இந்த அமைப்பு திருமணம் அமைப்பு யோகம் எந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதன ராசிக்கு இருக்குங்க மிதன ராசிக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்திலேயே குரு பகவான் பார்வை விழுது ஒன்பதாம் பார்வையா விழுது குரு பகவான் மிதன வீட்டுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராதம் இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு கூட இந்த தடவை கை கூடிடும் அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி செட் ஆயிடும் இது ரைட் டைம் சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த திருமணம் நிச்சயம் நடக்கும் மிதன ராசிக்காரங்க கடந்த ஐந்து வருடமா படாத பாடுபட்டுட்டீங்க கஷ்டம் மன பிரச்சனைகள் காயங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க மிதன ராசிக்காரங்க கடந்த ஐந்து வருடமா வந்து வெறிய போராட்டம் தான் வாழ்க்கை அப்படின்றத உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கு ஆனா இப்ப திருமண நிகழ்ச்சி வரத்துக்குண்டான அமைப்புகள் இருக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா மிதன ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா உடனடியா அவங்க ஜனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க கலத்திரஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு லக்னாதிபதி எப்படி இருக்காரு இரண்டாவது குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு இதெல்லாம் நீங்க பாக்கணும் பாத்துட்டு கட்டாயம் வந்து இந்த ஆண்டு திருமணம் பண்ணக்கூடிய கண்டிப்பா வந்து இதனால் வரைக்கும் பார்க்காதவங்க இப்போ ஒரு முயற்சியாவது எடுங்க அடுத்த ராசி எந்த ராசின்னு பாக்கலாங்க கும்ப ராசி அடுத்த கும்ப ராசில இருந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்த சிம்ம வீட்ட டைரக்டா ஏழாம் பார்வையா ஐந்தாம் பார்வையா குரு பகவான் பாக்குறாரு ஏழாம் இட கலத்திரஸ்தானம் கும்பராசிக்கு வந்து ஏழாம் வந்து சிம்ம அந்த வீட்டை குரு பகவான் டைரக்டா ஐந்தாம் பார்வையா பாக்கிறதுனால இவங்களுக்கு அந்த கல்யாணம் அமைப்பு இயல்பாவே இருக்கு இந்த ஆண்டு அதே உங்களுக்கும் அதே சொல்றேன் உங்க ஜனகால ஜாதகத்தை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க இரண்டு கூடிய குடும்பஸ்தானாதிபதி திசையோ ஏழு தசையோ உங்களுக்கு சுப பாகியஸ்தானாதிபதி திசை நடக்குதா என்னன்னு ஓபன் பண்ணி பாருங்க இல்ல பக்கத்துல ஏதாவது ஜோதிட இருந்தாருன்னா கண்டிப்பா நீங்க ஆலோசனை பண்ணலாம் இது ரைட் டைம் இது நாள் வரைக்கும் பாத்துட்டு இருக்கீங்க லேட் ஆகுது அப்படின்னா இனிமேல் நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு கட் டைம் வந்து கிளிக் ஆயிடும் நிச்சயமா வந்து உங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்குலாம் வந்து நிச்சயம் வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து இயல்பாவே இருக்குங்க அடுத்த ராசி எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிங்க துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையா துலாம் வீட்டை குரு பகவான் பாக்குறாரு ஆனா துலாம் வீட்டுல இருந்து டைரக்டா ஏழாம் இடத்துக்கு குரு பகவானே வந்துடுறாரு செவ்வாய் வீட்டுக்கு அது ஒரு குருமங்கல யோகமா மாறுது கூட ராகுவும் சேர்ந்து இருக்காரு அப்ப நிச்சயம் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கும் வந்து திருமண யோகம் வந்துருச்சு உங்களுக்கு அதேதான் சொல்றேன் உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தையும் ஒரு முறை பாத்துக்கோங்க உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி தசை நடக்குதா பாக்கி ஸ்தானாதிபதி தசை நடக்குதா ஏழு கூடிய கடத்தரஸ்தானாதிபதி தசை நடக்குதா உங்களுக்கு அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க என்ன எப்படி அமைப்புகள் இருக்கு இப்ப செட் ஆகுமா அப்படின்றத நீங்க வந்து அந்த ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஆனா கட்டாயம் வந்து செட் ஆகக்கூடிய அமைப்பு தான் இந்த நாலு ராசியும் நான் சொல்லிருக்கேன் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணணும் முயற்சி பண்ணுங்க இதனால வரைக்கும் முயற்சி பண்ணிருப்பீங்க இப்ப லைட்டா நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னாவே சக்சஸ் ஆயிடும் அதனால துலம் ராசிக்காரங்களும் வந்து நிச்சயமா வந்து இந்த ஆண்டு அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு மேல நிச்சயமா உங்களுக்கும் வந்து திருமணம் கைகூடும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நிச்சயம் உங்க வீட்டுல நடக்கும் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவென் எனர்ஜி ஹீலிங் தரப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்